I'm not going to die. Kiss me. Close your eyes and miss me. Hey. <laughs> You're gone. You're gone. I'm gone. Come on. Come on. Come on. Come on. Come on. Come on. இந்த கொரோனா வந்தது ரெண்டு மாசம் குடிக்கலங்களுக்கு அடித்தாலும் நீ கிடைக்காதுன்னா வந்துடு என்ன வேசா நீ வந்தாத்தான் நல்லா இருக்கும் இல்ல தமிழ்நாடே சுடுகாயிரு கொடுத்தோடு இன்னைக்கு there <laughs>